ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆல் செல்ஃப் ட்ரெடிஷ்னல் சாஃப்சூல் சாரீஸுடைய கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியாக பார்த்தலாம் அது மட்டும் இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ இது ரீச் ஸ்டாக் ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனால ஃபியூச்சரில் எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது எல்லோ அண்ட் மெஜந்தா காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ இது ப்ளவுஸுங்க டசில்ஸ் போடலை வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா டசில்ஸ் போட்டு தரலாங்க இது ஃபுல்லாகவே கோல்டன் சரிவும் இருக்குதுங்க அதில் மீனா ஒர்க்குக்கு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் டர்னிங் ஒர்க்கும் வந்துருக்குங்க அதாவது கீழே வந்து ஒர்க் வந்து செப்ரேட்டாக இருக்கும் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஓன்லி ஏழாயிரம் ரூபாய் மட்டுமேங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாரி இந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் ரேராக நம்ம போட வேண்டியதாக இருக்கு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டே இருக்கீங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் நம்ம போட்ட ஒரு வீடியோ வந்து மோர் தென் ஃபோர்டீன் லாக்ஸ் வந்து வியூஸ் போயிருக்கு அதில் இருந்து இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பிடித்த கலரில் இந்த செலெக்ஷன்ஸில் ஏதாவது இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் பாடி பழுவன் பிளவுஸ் மெஜந்தா ஸோ இந்த மெஜெந்தாவும் க்ரீனும் கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு வந்து லாவண்டர் ஃபினிஷிங்கில் வந்துடுங்க பாட்டம் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர்ஸு கம்மிங் வித் சில்க் மார்க்ஸ் சட்டிஃபைடு இப்போ நம்ம பார்க்குறது பல ப்ளவுஸ் பிங்க் கலருங்க பாடி வயலட் கலருங்க மீனா ஒர்க்குக்கு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே கோல்டு சரி ஒர்க்குதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற எல்லா சேரீலேயுமே வந்து கோல்டு டெஸ்டட் ஜரி ஒர்க்குதாங்க இந்த சேரீ உடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் and width 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க ப்ளவுஸ் செவன்ட்டி சென்டிமீட்டர் அபவ் இருக்குங்க ஸோ அந்த பிளவுஸ் பிட்டே வந்து இனாஃபுங்க லீனாக இருந்தாலும் சரி அதாவது ஃபேட்டாக இருந்தாலும் சரி அந்த பிளவுஸ் பிட் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த லென்த்து வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது ரெட் அண்ட் ஆர் ப்ளூ காம்பினேஷன் பழுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ரெட் கலருங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரிதாங்க டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு டிஷ்யூ பார்டரும் வந்துடும் ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு டிஷ்யூ பவுடர் வருதுங்க அண்ட் கீழே டர்னிங் ஒர்க்கும் இருக்குங்க ஸோ இந்த சாரி வந்து எப்படி இருக்குன்னா வியப்பினா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட் சாரி பலூன் பிளவுஸ் ராயல் ப் பாடி இது வந்து எப்படி அதாவது பீச் ஷேட்ல வரும் லைட் கலரா இருக்கும் இதுல உள்ள பாத்துர்லாங்க நான் இந்த சாரியை உள்ளேயும் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் சேரில உள்ள ஒரு சாரி பார்த்தாலே போதுங்க எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா எல்லாமே ஒரே டைப் தான் இந்த சாரியில இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் பட் இதிலே பார்த்துட்டீங்கன்னா சில கலர் சேரீ வந்து டபுளாகவும் இருக்குங்க டூ டூ பீசஸ் இருக்கு ஒன் ஆர் டூ வந்து த்ரீ பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் அந்த சேரீ வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக டூ பீசஸ் இருக்குதுன்னா நீங்கள் கேட்காமே நம்ம கண்டிப்பாக புக் பண்ணுவோம் ரெண்டு பேர் கேட்டிருந்தால் ரெண்டு பேர் கண்டிப்பாக புக் பண்ணுவோம் மூணு பேர் கேட்டாலும் சரி மூணு பேருக்கும் புக் பண்ணுவோம் பட் யார் ஃபஸ்ட்டு கேட்குறா செகண்ட் கேட்குறா தேர்ட் கேட்குறா அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்ம புக்கிங்கும் இருக்கும் ஸோ நம்ம உள்ளே இதில் காட்டிடலாம் நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் எல்லா சேரிலையுமே இப்படி தான் இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கேயே கட் பண்ணியிருப்போம் எதுவுமே உங்களுக்கு மாட்டாது எங்கள்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டூ மெத்தட்ஸ் இருக்குதுங்க ஒன்று ப்ரீ பேமெண்ட் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த நாலு ஆப்ஷன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது இந்த நாலு ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த சாரியுடைய அமௌண்ட்டை மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சேம் டைம்லேயே அப்போவே வந்து நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுங்கிறது இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸாரீ புக் பண்ணும்போது சேரீடைய ப்ரைஸ் மட்டும் பே பண்ணிடுங்க தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே பேக்கிங் முடித்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்ன வெயிட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அந்த கொரியர் சைடு எவ்வளோ வரும் சார்ஜ் அப்படிங்கிறத கேட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு டிஸ்பேஷ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்த சேரீ வந்து ப்ளூ வித் ராணி பிங்க் காம்பினேஷனுங்க ஸோ அது லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ப்ளூ வித் ராணி பிங்க் எஸ்பெஷலி டார்க் கலர் கேட்டிருந்தீங்க இப்போ கொஞ்சம் லைட் கலரில் வந்திருக்கு ஸோ இன்னும் ஃபியூச்சரில் அதெல்லாமே ரன்னிங் சேரீ தாங்க ஃபியூச்சரில் வேறு வேறு கலர்ஸில் வரும் இது டபுள் ஒர்க் சாரீஸ்ங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த சேரீல நிறைய ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக டபுள் ஒர்க் இல்லாமல் அதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ண முடியாதுங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் செவன் தௌசண்ட் இது வந்து பேரட் கிரீன் பேரட் கிரீன் வித் ராணி பிங்க் காம்பினேஷனுங்க நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் இது வந்து டார்க் கிரீன் வித் பிரைட் பிங்க் காம்பினேஷன் பலர் பிளவுஸ் பிங்க் கலர் பிரைட்டாக இருக்குங்க பாடி கிரீன் கலர் டார்க் கிரீன் அண்ட் இது ஹேண்ட்லூம் மேடுங்க handloom ஹேண்ட்லூம் மேடு கைத்தறி அப்படிங்கறதுனால கண்டிப்பா சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் வந்து இருக்குங்க அது வந்து யூஷுவல் எல்லா சரியிலுமே இருக்கும் அண்ட் அதை நெய்யறவங்களை பொறுத்தும் அது வந்து எவ்வளவு பர்ஃபெக்டா வருது அப்படிங்கிறது இருக்குங்க சோ அஞ்சு விரல் இருக்குன்னா அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அது மாதிரிதான் நெய்யரைதான் பொறுத்த வரைக்கும் அந்த நெய்யறவங்களை பொறுத்து தாங்க அந்த சாரியுடைய குவாலிட்டி எப்படி வருது அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு சோ நம்ம அதை எல்லாமே ஒரே மாதிரிதான் பாக்குறோம் அது மாதிரிதான் நாமளும் தரிகாரங்களை என்ன பண்றோம் அப்படின்னா என்னதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க நெசவு பண்ணாலுமே என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நம்ம என்ன பண்றதில்லை அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறதுலன்னு அவாய்ட் பண்ணாமல் அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டு வர்றோங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும் இப்போ நீங்கள் பார்க்குறது பிங்க் கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி ஒர்க்கு தான் த்ரெட்டு யூஸ் பண்ணலீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாமே த்ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அதாவது கோல்டன் ஜரி ஒர்க்கில் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இருக்கிறது என்னென்னா ஜரி ஒர்க்கு ஃபுல்லாக அதில் மீனா ஒர்க்குக்கு சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோம் pink அண்ட் இதை வந்து ராமர் கிரீன் ராமர் கிரீனுங்கிறத விட ஆனந்த ப்ளூங்கிறது எக்ஸ்ட்ரா இரு இருக்குங்க ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சில்க் மார்க் சர்ட்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்குங்க